ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை பகிர்ந்து கத்திரை கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் கத்திரை அதிகமாய் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசிர்வாதத்தின் நாளாய் காணப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டு கிறிஸ்துவனுடைய வெளியேறு பெற்ற மரணத்தினாலே நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சந்நிதானத்தில் அமர்ந்து அவரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியங்கள் அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் அவருடைய நம்பிக்கை வீணாய் காணப்படுகிறது ஆனால் நமக்கு ஒரு பெரிய பரம நம்பிக்கையை கத்த நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் வைத்து வைத்திருக்கிறார் நாம் இன்றைக்கு மறித்தாலும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம் என்கிற ஒரு மேன்மையான நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் நாம் மேன்மை பாராட்ட கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அப்போஸ்னாயே பௌல் அடியாறு சொல்லும் போது கலாத்திற்கு 13 மூன்றாம் அதம் பதிமூன்றாவது மரத்திலே தூக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செய்திருக்கிறார் மீட்டு கொண்டார் என்று சொல்லி கத்து வார்த்து சொல்லுகிறோம் கிறிஸ்துவின் மரணம் அவனுடைய ஜீவிதத்தில் மரணத்தை அடைவான் அவனுடைய தலையின் மேல் சாபம் தங்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு பாவியை குற்றவாளியாக தீர்க்கிறது மட்டுமல்ல மரணத்திற்கு உட்பட்டவனாய் பார்க்கிறது ஆனால் கிறிஸ்துவின் மரணம் நம்மை பாவத்தில் இருந்து விடுதலையாக்கிட்டு விடுதலையாக்கி பாவத்தின் சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறதாய் காணப்படுகிறது அயனைத்தான் வசனத்துல வாசித்தோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் சாபமானார் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கிட்டு மீட்டு கொண்டிருக்கிறார் நாம் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களா இந்த காலை உடல தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம் உங்களோடு நான் பேசும்படி வைத்த ஒரு அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதற்கொண்டு இருபத்தி நான்காம் வசனம் வரைக்கு வாசிங்களோத்திற்கும் நகரம் ஆகிய பரம எருசுலேவின் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரம் ஆன தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பெயரெழுதி இருக்கிற முதற் பெயர் ஆனவர்களின் சர்வ சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் ஊரண ராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த காலை வழியிலே நீ கொடுத்த நன்மையான பேத பகுதிக்காய் ஸ்தோத்துரிக்கிற நீர் பேசுகிற கத்தர் இன்றைக்கும் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அடியேனை மறைத்து கொள்ளும் வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுத்த கதாய் கத்தர் கிரியை என்று ஜெபிக்கிற ஐயா கத்தருடைய ஆவியானவர் இந்த காலை பலத்த கிரியை செய்வீராக எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை இன்னைக்கு நீ அனுப்பியிருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் அது வெறுமையாய் போகாத பிடிக்கு நூறத்தனையான பலனை தரத்தக்கதாய் கத்த கிருபச் செய்வீராய் நீ செய்ய வேண்டியவை செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டு உரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறேன் நீர் பெருக வேண்டும் வாசிக்கு கேட்போம் உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகியும் ரத்தம் பேசினதை பார்க்கணும் நன்மையான பேசுகிற தலைப்பு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் நீங்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்துத்தான் இன்னைக்கு உங்களோடு நான் சொற்ப நேரம் பேசும்படியாக விரும்புகிறேன் புது உடன்படிக்கையின் தெளிக்கப்படும் ரத்திற்கும் நீங்கள் வந்து என்ன செய்திருக்கிறீர்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் நான் அதை சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் நன்மையானவர்களை பேசுகிற ரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ரத்தம் பேசக்கூடுமோ என்று ஒருவேளை ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பதா எங்காயினும் ரத்தம் பேசி என்று சொல்லி கேட்கிற வேலையில கத்து வேதம் அதற்கு அத்தாட்சி ஆகி சொல்லுகிற ஒரு பதில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிக ஆரம் பத்தாம் வாசிக்கிற வேலையிலே பின்பு அவர் அதற்கு அவர் என்ன செய்தாய் என்ன செய்தாய் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் சகோதரைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி பூமியிலிருந்து என்னை நோக்கி என்ன செய்கிறது கூப்பிடுகிறது கத்தருக்கு ஆராதனை ஆபேலும் கடந்து போனார்கள் ரெண்டு பேரும் கத்தரை ஆராதித்தார்கள் ஆனால் காயினுடைய பலியை கத்தர் அங்கீகரிக்கவில்லை ஆபேளுடைய பலியை கத்தர் அங்கீகரித்தபடியினாலே அவன் அவன் மேல் பொறாமை கொண்டு வயல்வழிகளிலே அவனை கொண்டு போட்டார் கொண்டு போட்டு போகிற போதுதான் சத்தம் உண்டாயிற்று காயிலே ஒரு சகோதரன் எங்கே பார்க்கிறோம் நான் பார்க்கும் போது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று ஏன் என செய்திருக்கிறது வேறுபட்டிருக்கிறது என்று கேட்கிறார் விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம் ஒன்பதாம் வசனத்தில் நோக்கி ஒரு சகோதரனாகிய ஆபேல் அதற்கு அவன் அறிய சகோதரனுக்கு நான் யாரோ காவலாளியோ என்று கேட்கிறான் அவன் கொலை செய்தவன் அவனே கேட்கிறான் நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ அதற்குத்தான் கத்தர் பதில் சொல்லுகிறார் காயிலே நீ என்ன செய்தாய் சகோதரனுடைய ரத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி என்ன செய்கிறது ரத்தம் நோக்கி கூப்பிடுகிறது சகோதரன் என்னை கொலை செய்தானே அவனை பழி வாங்கும் என்று கத்துரை நோக்கி என்ன செய்கிறது நீதினடிய என்ன செய்தார் வாசிக்கிறத்தம் கத்தரை நோக்கி கூப்படுகிறது நீர் என் சகோதரத்தில் பழி வாங்கும் என்று அல்ல நன்மையானவர்களை பேசுகிற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் வந்து சேர்ந்தவர்களாய் காணப்படுகிறீர்கள் ஆண்டவராய் கிறிஸ்து பிதாவுடைய முன்னறிவிப்பின்படியே உலகத்திலே மனுஷனாய் கன்னிமறி ஆளிடத்திலே அவதரித்து வளர்க்கப்பட்டு ஆசிரியத்திலே தமிழை முப்பதாவது வயதில் யோவான் ஸ்நானகனால் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்று பின்பு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து ஏறக்குறைய மூன்றரை ஆண்டுகள் யூதேயாவிலும் கணிலேயாவிலும் சமாரியாவிலும் ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு அவர் பாவையுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு எழுதியிருக்கிற பாடுகளை அனுபவிக்கிறவராய் காணப்பட்டார் அவருடைய ரத்தமானது சிந்தப்பட்ட இடங்கள் நான்கு என்று சொல்லி கத்திர பரிசுத்த வேதாகமும் சாட்சிட்டு சொல்லுகிறதாய் காணப்படுகிறது நான்கு இடத்திலே அவருடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறதாய் காணப்பட்டது முதலாவது இடம் நான் வசனத்தில் வாசிக்கிற வேலையிலே வசனம் சொல்லுகிறது சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார் அவருடைய விழுந்தது முதலாவது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடம் தன்னுடைய ரத்தத்தின் பெருந்துளிகளாய் சிதறத்தக்கதான் அளவில அவ்வளவும் பாரத்தோடு கூட செபிக்கிறவராய் காணப்பட்டார் தாங்கொண்டா பாரம் உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் தாமே இலை செய்தாராம் சுமந்தார் என்று கத்துடைய வேதம் சாட்சி சொல்லுகிறது ஆகையால் அவர் முதலாவது ஜெமிக்கிறார் இதே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் செய்யும்படியே வருத்தத்தோட அவர் ஜவுமணினோது அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று வாசிக்கிறோம் இது முதலாவது இடம் இரண்டாவது இடம் வருஷுத்தையோ வாரினதவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் சொல்லப்பட்ட இடத்தில் என்ன செய்தான் உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவசனமே இந்த இடத்திலே அவன் உட்கார்ந்து அவன் செய்த காரியம் என்ன என்ன நான் வாசிப்போமானால் அவன் அவர் போர்ச்சியவருடைய கையிலே ஒப்புவிக்கிறவனாய் காணப்பட்டான் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர்களுக்கு விடுதலையாக்கி வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி என்ன செய்தான் உப்பு ஒப்பு கொடுத்தான் அடித்தபோது சிந்தப்பட்ட இடம் ால் அடிக்கட்டு ரத்தை அரண்மனைக்கு வெ இருக்கிற கபத்தா என்கிற ஸ்தலத்தில் சிந்துகிறவராய் காணப்பட்டார் மூன்றாவது இடம் அதே யோவான நிறேஷம் அதிகாரம் பதினேழாம் நான் வாசிக்கிற இடத்திற்கு தெருக்கள் வழியாயவர் சிலுமையை சுமந்து கொண்டே போகிறார் ஒன்று குறைய நாற்பது அடிகள் வாரினால் வாரினால் அடிக்கிறது என்பது சாதாரண காரியம் அல்ல ரெண்டு கைகளையும் ஒரு பெரிய மரத்தில் கட்டி வைத்து விடுவார்கள் கால்கள் ரெண்டையும் சங்கடின் பிணைக்கப்பட்டு பின்னே இருக்கிற ஒரு பெரிய மரத்திலே கட்டி வைத்து விடுவார்கள் இந்த பக்கமாக முடியாது ஒருவர் மாற்றி ஒருவர்கள் செய்வார்கள் வாரினால் அடிக்கிற விழாய் காணப்படுவார் அந்த சாதாரண வாரல்ல அந்த சாட்டை என்பது பலவிதமான தோள்களினாலே அந்த சாட்டை சாட்டையாய் காணப்படும் வரி வரியாய் ஒவ்வொரு தோள்களின் நுளியிலேயும் ஒரு காணப்படும் அதுல கொக்கிகள் வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் அந்த சரீரத்துக்குள்ளே அந்த கொக்கிகள் பாய்ந்து இழுக்கிற வேலையில சரீரத்தை பித்து கொண்டு வரும் எவ்வளவா இரத்தத்தை சிந்தியிருப்பார் என்று சாதாரணமான ஒரு மரணம் அல்ல அவருடைய மரணம் பாடுகள் சாதாரணமானது இவ்வளவு பாடுகள் சேர்க்கிறவராய் காணப்பட்டார் ஒன்று குறைய நாற்பது அடிகள் பிலாத்து முன்பதாய் அடிக்கப்படுகிறவராய் காணப்பட்டார் தலையிலே முள்மொழி சூட்டப்பட்டு இருக்கிறது அதிலே நிலைமையிலே காணப்பட்டு இவ்வளவு பாடுகளில் சகித்தவராய் ஆண்டவராய் கிறிஸ்துமின் தெருக்களிலே ஏறக்குறைய நானூறு பவுண்டில் நிறைய உள்ளதானே ஒரு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிறவராய் அவரால் கூட அவ்வழியாய் வந்து அவரோடு கூட சிலுவையை சுமக்கும்படிக்கு அவனுக்கு கட்டளை காணப்பட்டார் அவனும் சேர்ந்து சிலுவை சுமக்கிறவனாய் காணப்பட்ட தெருக்கள் முழுவதும் கொல்கதாவின் சிந்தித்து நாலாவது இடம் கத்துரை வேதத்தில் வாசிக்கும் போது அதேயோ வாழ் சுசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது நாம் போர் சேவகரில் ஒருவன் வாணம் சாதாரணமானது அல்ல இப்பொழுது ரெண்டு கல்லர் நடுவில் மூன்று ஆணிகளிலே தொங்குகிறவராய் காணப்படுகிறார் ஏழு வார்த்தைகளையும் அவர் பேசி முடிக்கிறவராய் காணப்பட்டார் இதாவே இவர்களுக்கு மண்ணியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்று வார்த்தைகள் கடைசி ஆய் இதே கைகளில் என்ன செய்கிறேன் ஒப்புவிக்கிறேன் ஏழாம் வார்த்தைக்கும் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு தமிழை ஜீவனை விட்டார் அந்நாட்களிலே சிறுவையிலே மரணம் அடைகிறவர்களுக்கு சிறுவையில் அரைந்த பண்பு அவள் செய்கிற காரியம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது முப்பத்தி இரண்டாவது பாருங்கள் அந்தப்படியே போச்சேபர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறியப்பட்ட முந்திரும்புகளையும் மற்றவருடைய முறித்தார்கள் கண்டு எலும்புகளை செய்யவில்லை முறையா ஒன்று சொல்லுகிறேன் அவர்கள் முறிக்கவில்லை என்பது தேவடைய திட்டமாய் காணப்படுகிறது வேதம் சொல்லுகிறது நீதிமான எலும்புகளில் ஒன்றும் என செய்வதில்லை வார்த்தைகளிலே ஒன்றாக எழுதப்பட்ட வார்த்தை நில செய்தது நிறைவேறுகிறதாய் காணப்பட்டது பிரியமானவர்களே ஆகையால் சேவகன் ஒருவர் விழாவிலே குத்தினார் விழாவிலே இருந்து தண்ணீரும் ரத்தமும் ரத்தம் அங்கே கபத்தா என்கிற இடத்திலே சிந்தப்பட்ட தெருக்களிலே சிந்தப்பட்ட இந்த ரத்தம் எல்லாம் யாருக்கு செய்தார் வேதம் சொல்லுகிறத சற்று கவனித்து பாருங்கள் இவரே எழுதின நிருபம் ரெண்டு அமதிகாரம் ஒன்பது அவசரத்தை வாசிக்கிற வேலையிலே எல்லாரும் தேவ தூதரிலும் சற்று தேவ தூதரிலும் சற்று செய்யப்பட்டிருந்தவர் சிறியவராக்கப்பட்டிருந்தவர் போதும்மா பசனத்தில் நன்றாய் கவனிப்போ ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல சர்வலோகத்திலே காணப்படுகிற சகல ஜனங்களுக்காய் மட்டுமல்ல இனி பிறக்க போகிறவர்களுக்காகவும் இந்த உலகத்தில ஜெலிப்பிக்கப்பட போகிறேன் ஒவ்வொருவருக்காகவும் செய்திருக்கிறார் ருசி பார்த்து இருக்கிறார் அது சாதாரண மரணம் அல்ல கொடூரமான மரணத்தை அவர் ருசி பார்த்தவர் இரத்தத்தை சிந்திரப்படினாலே அப்போ சொல்ல நீங்க சொல்லுகிறார் நீதிமான் ஆகிய பேருடைய ரத்தத்தை பேசும் ரத்தனத்திற்கு என்ன வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள் நமக்கு என்ன பலன் உண்டு என்பதை குறித்துத்தான் சற்று நேரம் நான் உங்களோடு கூட பேசும்படியா விரும்புகிறேன் முதலாவது காரியம் கத்திர வசனத்தை வாசிப்போ ஒன்றியோவான் முதல் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ஒன்று ஏழு அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போலும் ஒளியிலே நடந்த நாமும் ஒளியிலே நடந்தால் ரத்தம் சகேல பாவம் நீக்கி சுத்திகரி அவருடைய குமாராய் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகே பாவங்களையும் நீக்கி நம்மை என்ன செய்கிறது சுற்ற முதலாவது இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ரத்தத்தினாலே அல்ல மனுஷன் பரிசுத்தேட்டு விலையேற பெற்ற ரத்தத்தினாலே தான் நீங்களை நீக்கி சுத்திக்கிறது அருமையானவர்களே ஒரு நாஸ்திகவாதி விதமாய் ஒரு கேள்வி கேட்டான ஒரு போதுகிற இடத்துல அவரை தன்னுடைய ரேடியோ நிலையத்திற்கு அழைத்து அவரை பார்த்து கேள்வி கேட்டார் போதகரே நீங்கள் ஆண்டவராயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாய் போதிக்கிறீர்கள் நல்லாம் நல்லதுதான் ஆனால் ஒன்று ஆண்டவராயசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறீர்களே இன்னும் எத்தனை பேர் பாவத்திலே காணப்படுகிறார்கள் என்று நீங்கள் தெரியாதா என்று கேட்டார் பதில் ஆம் நான் அதற்கு அந்த போதானே பாவத்தில் இன்னும் விடுதலை அடையவில்லை பரிசுத்தலை என்பது மெய்தான் ஆனால் நான் ஒன்றை கேட்கிறேன் உலகத்திலே மனுஷன் தன் சரீராக்கை போக்கு முடிக்க சோப்பை விற்கிறான் சோப் விற்கப்படுகிறது ஆனாலும் இன்னும் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அழுக்காகவே காணப்படுகிறார்களே சுத்தமடையாதே சோப்பிருந்து என்ன பயன் என்று கேட்டார் ஒன்று செய்ய வேண்டும் முதலாவது சோப்பை வாங்கி அந்த மனுஷன் சோப்பை தன் சரீரத்தில் தோய்த்தால் தான் தேய்த்தால் தான் என்ன செய்யும் நீங்கும் என்பது போல ஆண்டவராய் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவர் ரத்தம் என்னை என்னை பாவம் என்று எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் என்ன செய்யப்பட முடியும் பரிசுத்தமாக்கப்பட முடியும் அதன் நம்பிக்கை வைக்காதவன் யாரும் என்ன செய்ய முடியாது சுத்திகரிக்கப்பட முடியாது என்று சொன்னார் இந்த காலவடனில் நான் அதே கூற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராய் கிறிஸ்து எனக்காக அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் பாவங்களை அவர் என்ன செய்கிறவர் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார் ஒன்பதாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் சத்திய நமக்குள் பாவங்களை உண்மையும் நீதியும் உள்ளவராய் காணப்படுகிறார் தன் பாவங்களை அறிக்க செய்கிறானோ அவருடைய பாவங்களையும் அவருடைய அநியாயத்தையும் நீக்கி அவனை சுத்திகரிப்பதற்கு எப்படிப்பட்டவர் உண்மை உள்ளவர் மறைத்து வைக்கிறவன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று அல்லவா வேலும் சொல்லுகிறது ஆகையால் நான் பரிசுத்தம் அடைவதற்கு ஒரே ஒரு வழி ரத்தோம் வெளி வா சற்று இருக்கிறது கவனிப்போம் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் தேவன் தம்முடைய நித்திய சீவனை அடையும் பிடிக்கி அவரை தந்தி உலகத்திலே செய்தார் அன்பு கூர்ந்தார் ஏசு நம்மிடத்தில் காணப்பட்டார் வேதம்மிதமாக சொல்லுகிறது அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செய்திருக்க அன்பு கூர்ந்து முதலாவது அவர் அன்பு செலுத்தினார் யார் மேல் நாம் கிழக்கு நிறுவத்தில் நாம் வாசிக்கிற வேலையிலே நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்கப்படி இருக்கிறார் பிள்ளையே உனக்கும் எனக்குமாய் என்ன செய்தது அர்ப்பணித்த ஒரு பெரிய மேன்மையான அன்பு அந்த அன்பு உன்னை நேசித்தபடியாலே தன்னுடைய ஜீவனையும் உனக்காய் என்ன செய்தது அருளி செய்தது அவருடைய பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்தப்பட்டதாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது ஆகையால் இந்த உலகத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள நம்ம என்ன செய்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி என்று வேதம் சொல்லுகிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது மட்டுமல்ல நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள அவர் என்ன செய்திருக்கிறார் கழுவி இருக்கிறார் பாவம் கழுவப்பட்ட ஒரு கரங்களை நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறான் இரண்டாவது காரியம் கத்துடைய வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் 18–19 வசனங்களை வாசிக்க கேட்போம் உங்களை உங்கள் முன்னோர்களால் நீங்கள் மீட்கப்படாமல் ஆட்டுக்குட்டியின் குட்டி ஆகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை நீக்கி சுத்தியரித்து பரிசுத்தத்தை தந்ததுவின் ரத்தம் நம்மை என்ன செய்திருக்கிறது மீட்டு கொண்டிருக்கிறது மீட்பை தந்திருக்கிறது அப்படி என்றால் அவருடைய அர்த்தம் என்ன நாம் சத்துருவுக்கு அடிமையாயிருந்தோம் நம்முடைய ஆதி தகப்பனாய் ஆதாம் பாவல் செய்தபடியாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டு விசாசுக்கு யாராயிருக்கிறோம் அடிமைகளாய் காணப்பட்டு அவருடைய அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டியதாயிருந்தது அந்த கிரையம்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ரத்தமாய் காணப்படுகிறது இன்னைக்கு மனுஷன் தன் வீட்டையோ தன் நிலத்தையோ தனக்குண்டான பொருட்களையோ கொண்டு போய் அடமானமாய் வைக்கிறவனாய் காணப்படுகிற என்ன செய்கிறான் மறுபடியும் போய் மீட்டு வருகிறவனாய் காணப்படுகிறான் ஆதாம் மனுக்குளம் முழுவதையும் விசாசுக்கு கையெழுத்த போது ஆண்டவராயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்திலே இந்த உலகத்திற்கு வந்து சிறுவையிலே இருந்து வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது எப்படிப்பட்ட ரத்தமா குற்றமற்றது அது மாசற்றது மூன்றாவது நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டவர்களோ எவ்வளவு இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவல் செய்வார் அவன் செய்கிற காரியம் எப்படிப்பட்டது எப்படியே இருக்கிறது நிருபத்தில் வாசிக்கும் போது அங்கே கத்தன அவசரம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாசி தேவடைய குமாரனை குமாரின் கீழ் மிதித்து ஆளின் கீழ் மிதித்து கொடிதான கொடிதான பாத்திரவானா இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு மனப்பூர்வமாய் பாவல் செய்வானால் நன்றாய் கவனிப்போம் தெளிவாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும் இருபத்தி ஆறாவது அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமான சத்தியத்தை அறிந்து கொண்டோ அந்த அடைந்த பிற்பாடு மறுபடியும் மனப்பூர்வமாக சொல்கிறார் தீமத்தே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் எப்படி இருக்கிறார் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் சத்தியத்தை அறிந்து கொண்டோ என்ன சத்தியம் சத்தியத்தியம் அறிவீர்கள் சத்திய என்ன செய்யும் சத்தியத்தினாலே அவர் உங்களை பரிசுத்தமாக்கிறவர் அந்த சத்தியம் எது தேவையான வார்த்தை சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் அருமையான தேவ ஜனமே இயேசுவே சத்தியமாயிருக்கிறார் அவரை மறுதளிக்கிறவர்கள் அவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு ஜனமும் ஒன்றான நித்திய ஜீவன் நம் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறோம் மூன்றரை ஆண்டு காலம் இயேசுவோடு நடந்தவர்கள் ஒன்றாய் உண்டு உறங்கினவர்கள் உடனடியாய் சொல்லப்பட்ட வார்த்தை விதமாயிருந்தது சிலர் எளிதாயிருக்கிறார்கள் தீர்க்கதரிசன ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் பலரும் பலவிதமாய் சொல்லுகிறார்கள் உடனே இயேசு பார்த்து கேட்டார் நீங்கள் என்னை யார் நீ நினைக்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் எல்லாரும் கிறிஸ்து அறிந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவனாய் காணப்பட்டார் அவரை அறிந்தவன் பேதர் உடனே சொன்னார் மாம்சம ரத்தம் இதை உனக்கு என்ன செய்யவில்லை வெளிப்படுத்தவில் இருக்கிறார் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தினார் மருத்துவமனையிலே நின்று கொண்டிருந்தேன் பேசிக் கொண்டிருக்கிறத கண்ட இந்த ஆண்டவரே அவன் மையமையை காண்கிறவனாய் கண்டான் கிறிஸ்து போல பிரகாசித்தது வஸ்திரம் எந்த மனுஷனும் எடுக்க கூடாது அவ்வளவு மென்மையாய் காணப்பட்டது அடுமுகூபம் முழுவதும் மாற்றி மாற்றப்பட்ட நிலைமை ஒரு பெரிய தேசஸ் நிறைந்தவராய் மகிமை நிறைந்தவராய் நின்று கொண்டிருக்கிறார் ஆயினால் சொல்லுகிறார் நாம் இங்கே இருக்கிறது தான் பேசுகிறது என்று அறியாத படிக்கவன் பேசுகிறான் அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாயிற்று இவர் என்னுடைய நேச இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்பொழுதுமாரன் இவரிலே எப்படி இருப்பீர்களாக நான் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுப்பீர்களாக இந்த செவிடுப்படி கண்டோ கண்டோயா இருக்கே யோவான் சொல்லும் போது அந்த மகிமையை நாங்கள் என்ன செய்தோம் கண்டோம் என்று சொன்னதோடு விட்டுவிடவில்லை அவரை குறித்து சொல்கிறான் வாசிப்போமா ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் வாசிப்போம் முதல் வசனத்தை வாசியுங்கள் நாங்கள் கேட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலேயா எங்கள் கைகளினாலே என்னது அந்த ஜீவ வார்த்தை ஜீவ வார்த்தை குறித்து நாங்கள் பேசுகிறோம் அறிவிக்கிற பேரு சொன்னார் அந்த மகிமையில் நாங்கள் கண்ணார கண்டோம் என்று சொல்றீங்க நாங்கள் பரிசு அதோஸ் தாயே அருமையான கத்துடைய பிள்ளையே மிகத்திறையோ கத்துடைய பிள்ளைகள் இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் அவரை கண்ணார கண்டவர்கள் வசனத்தின் மூலமாய் அவரை தரிசித்தவர்கள் தங்களை பரிசுத்த மனித ரத்தத்தை அவள் என்னத்தம் என்று தங்கள் கால்களின் கீழ் என்ன செய்து கிருமையின் ரத்தசுத்தம் என்று எண்ணிற்களுக்கு எவ்வளவு அதிக ஆக்கினை வரும் என்று யோசித்து பாருங்கள் அவர்கள் அறியாமல் இருப்பார்கள் ஆனால் நன்றாயிருந்திருக்குமே அறிந்த பிறகு மனப்பூர்வமாயிரம் பாவம் செய்தபடினாலே பாவத்தின் நிமித்தம் செலுத்தப்படத்தக்க வேறொரு பலியில் வரும் என்று எதிர்பார்க்குதலும் இந்த காலை வழியில நம்மை மீட்டுக் கொண்ட ரத்தத்தை நாம் எப்படி யோசித்து பார்க்கிறோணக் அவர்தான் விலைக்கிறையும் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டவர் முதலாம் அதிகாரம் ஏழாம் அவசரத்தை வாசிக்கிற வழியில வசனம் சொல்லுகிறது ரத்தத்தினாலே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அந்த மீட்பு என்ன மீட்பு பாவ மன்னிப்பாகிய மீட்பு எல்லா செய்யப்பட்டது நிரூபம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டு அவசரத்தில் இருந்து வாசிப்போம் ஒன்று பனிரெண்டில் இருந்து சற்று வேகமாக உள்ள பரிசுத்த நம்மை தகுதி ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினர் அவருக்குள் குமாரனாய் அவருக்கு ரத்தத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே மன்னிப்பாயி மீட்பு உண்டாயிருக்கிறது நமக்கு என்ன செய்ய உண்டாயிருக்கிறது ஒன்று நன்றாய் கவனியுங்கள் இந்த உலகத்திற்கு தேவையான ஒரே ஒரு காரியம் பாவ மன்னிப்பு இன்னைக்கு மனுஷன் அதை அறியாதப்படினாலே பாவத்திலே சிக்கூண்டு அழைகிறவனாய் காணப்படுகிறான் எங்கே சென்றால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று அறியாத மாந்தர் கூட்டம் நிறைய இருக்கிறார்கள் வசனம் சொல்கிறது ஏசு கிறிஸ்தவத்தில் வரும்போது பாவ மன்னிப்பாயி மீட்பு நமக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ரோமர்க்கிறது நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு வசரங்களை வாசிக்கும் போது நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்ற நீதிமானிருக்க நல்ல கவனிங்க பாவ மன்னிப்பு மட்டுமல்ல கிடைத்த அடுத்தியம் என்ன நீதிமான சோர்ந்து போயிட்டீங்க வெயிலுடைய கடுமை கவனியங்கள் சீக்கிரம் நான் முடித்து விடுகிறேன் வசன சொல்லுகிறத சற்று கவனித்து நான் அதை உள்வாங்கிக் கொள்வோமானால் ஆசீர்வாதமாய் காணப்படும் வசனஞ்சொல்கிறது இப்படி நாம் அவருடைய இரத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியே ஒன்று குருந்தர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் அவசரத்தை வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்கிறது ஆகிலும் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் நமது நிறைய விட்டுக்குள்ள இருக்கிற நீதிமான் ரெண்டு கரங்களை சொல்லுவோமா எவ்வளவு பெரிய சாக்கியம் பரதமர் பிரதமர் போய் சேர்ந்தான் பிரதமர் இந்தியாவுக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அப்பிராணிகளாயின் நம்ம எதற்கு உதவாதி நமக்கு இல்லாதிருந்த போது நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றினாரே அந்த பட்டத்தை வைத்து கொண்டு நம்ம எங்கே போக முடியும் கண்ணை முடினாலும் பரலோகத்திற்கு போக முடியும் என்றால் கத்துணை வேத திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது சுவிசேஷம் பதிமூன்ற நா வாத்தர் வாசிங்கான்கள் தங்கள் பிதாவின் ராட்சியத்தில் சூரியனை போல என்ன செய்வார்கள் பிரகாசிப்பது நீதிமன்ற்கள் அப்ப நீங்க என்ன சொல்லணும் நான் சூரியனை போல எங்க பிரகாசிப்பேன் பரலோக ராட்சியத்தில் பிரகாசிப்பேன் ஏன்றால் அங்கே கத்துட வசன வெளிச்சம் வேண்டுவது வெளிச்சமா இருக்கிறார் போயிட்டா அந்த பட்டணம் எப்படி இருக்கும் அவ்வளவு வெளிச்சமா இருக்கும் ராத்திரி லைட் போடுறா எத்தனை லைட் போட்டாலும் ஒரு சூரிய வெளிச்சத்திற்கு ஒப்பாயிடம் இல்லவே இல்லை நீதிக்கும் பிரிய வெளிச்சம் இருந்து ஐநூறு வாட்ஸ் ஆகி ஐநூறு வாட்ஸ் வாட்ஸ் ஆகி இருநூறு வாட்ஸ் கடைசியா இப்ப ஜீரோ என்ன இப்படி பாக்குறீங்க நான் சொல்றது என்னது புரியல ஒண்ணு வெளிச்சமெல்லாம் சில பேர் வெளிச்சத்தை எங்க வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க நீ அங்கே இரு பூர்வ காலத்துல நெருப்ப பானைக்குள்ள வச்சிருப்பாங்க எதுக்கு தெரியுமா தீப்பட்டு கிடையாது நெருப்பை உண்டாக்கி பானைக்குள்ள வச்சு அதை மூடி வச்சிருப்பாங்க அப்பப்ப எடுத்து உள்ளுக்குள்ள எதையாயின போட்டு நெருப்பை அணையாத பாதுகாத்து கொள்வாங்க வெளிச்சம் படிக்க அடிக்க படியில் உள்ளுக்குள்ள இருக்குது உலக ஆசைக்குள்ளே போய் இன்னைக்கு அநேகத்தங்களுடைய வெளிச்சத்தை என்ன செஞ்சாங்க நஷ்டப்படுத்தி போட்டாங்க அநேக கட்டிலடியில் வச்சிருக்கிறாங்க எது வேதம் சொல்லுகிறது முன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாது படிக்க எப்படி இரு எச்சரிக்கையாயிரு அருமையான தேவ ஜனமே நீதிமானாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம் உலகத்திற்கு நீங்களும் நானும் என்னத்தை கொடுக்க வேண்டும் வெளிச்சம் வீச வேண்டிய காணப்படுகிறது இருளாய் காணப்படுகிறது இருளில் இருக்கிற காண வேண்டுமானால் வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசமாய் எரிகிறதாய் காணப்பட வேண்டும் அதற்கு தான் பரிசுத்தாவியாய் என்னையே ஊற்றிக்கொள்வாயால் நீ அனைவருக்கு என்ன செய்ய முடியும் வெளிச்சம் காண முடியும் அநேகர் அந்த வெளிச்சத்தை கண்டு கத்த பக்கம் ஆயில செய்வார்கள் திரும்புகிறவளாய் காணப்படுவார்கள் காலையில நம் நீதிமான் என்கிறத மறந்து போக மூன்றாவது காரியம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்த காரியம் கொலோசியருக்க நிறுவோம் முதலாம் அதிகாரம் இருபதாம் அவசரத்தை வாசிப்போம் ஒன்று யாவையும் அவர் மூலமாய் தமக்குள்ளே ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிரியமாயிற்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள் அவர் சிறுவையில் சிந்தன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறார் முதல் காரியம் ரத்தம் என்னத்தை கொடுத்திருக்கிறது சமாதானத்தை தந்திருக்கிறது பாவம் கழுவப்பட்டபடியினாலே நம்முடைய இருதயத்தில் ஆழத்தில் வந்தது என்ன தேவ சமாதானம் சொல்லும் போது சொன்னார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்யறது பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார் இந்த காலை வழியில் அருமையான கத்துடைய ஜனமே மெய் சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவைய பிள்ளைகளுக்கு உண்டு எப்போது வெளிப்படுகிறது ஒன்றுக்கும்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையோ கிறிஸ்தியோ காத்துக்கொள்ளோ நீ எத்தனையோ காரியத்திற்காய் கவலைப்படுகிறோம் கவலைப்பட்டு கலங்குகிறாய்ஸ்தா குளம் கலங்கினது போல் இன்னைக்கு கலக்கப்பட்ட இருதயங்கள் அருமையான கத்தினுடைய ஜனமே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது கலங்கி போயிருக்கிறதா சொல்லும் போது சொன்னார் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக தேவத்தில் என்னிடத்தில் என்ன செய்யுங்கள் விசுவாசமா என்று சொன்னார் நன்றி கவனிப்போம் கலங்கி போய் காணப்படுகிறது என்ன ஏசு எம்மா ஊருக்கு சீசரை பார்த்து விதமாய் ஒரு கேள்வி கேட்டாத்தினால் கலங்குகிறது கலக்கத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுமானால் இந்த காலவளையில் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை எங்கே வைக்கிறார் வைக்கிறவராய் காணப்படுகிறார் தெரியுமா இருதயத்தில் வைக்கிறார் இருந்தால் தான் வாய் பேச ஆரம்பிக்கும் நிறைவினாலே என்ன செய்ய ஆரம்பிக்கும் பேசுகிறதாய் காணப்படும் ஏன் சிந்தையை நிறைக்கிறது தெரியுமா சிந்தையில தான் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம் இனி எனக்கு ஒரு வழியே அவ்வளவு தான் குடும்பமாய் சாக வேண்டியதுதான் கத்துடைய பிள்ளையே கத்தர் சாகருடைய சாவை விரும்புகிறவர் அல்ல அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே என்ன செய்கிறேன் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் என்ன உண்டு சமாதானத்தை வைக்கிறவராய் காணப்படுகிறார் உடல் சிந்தையை மாற்றுடியா சொல்லும் போது பிலிப்பியருக்கு விதமாக கிறிஸ்து உங்களிடம் எனக்குள்ள இருக்கிறதா அந்த நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கலக்கமே இல்லை பயமே இல்லை எதை குறித்து அவசியம் இல்லை உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் செய்யாது அணுகாதே ஆகையால் சமாதானத்தை கொடுக்கிறவராய் கத்திர்காணப்படுகிறார் யாரும் பதினான்கு அவசரத்தில் வாசிக்கிற வேலையில வசனமாக சொல்கிறது அவரே நமக்காக சமாதான காரணரான காரண கர்த்தா யார் அவர்தான் அவரே சமாதான காரணராகி ஏசி ஐம்பத்தி ஐ மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கும் போது கத்துடைய வசனம் சொல்லுகிறது அவன் சமாதானத்தை உண்டு வந்து அவர் வந்தது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உனக்கு சமாதானம் கிடைக்கிறது நான்காவது காரியம் வசனத்தில் கடந்து போவோம் எபிரே இருக்கிறது பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை வாசிக்கலாம் எப்பிரே பத்து பத்தொன்பது இருபது வசரங்கள் ஆகையால் சகோதரரே ஆகையால் சகோதரரே பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஆனவர் வழியாகவே பிரவே பயம் வந்து வெளியே போயிட்டு வருவோம் எது வரைக்கும் அந்த சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வருவோன்னு சொல்லுங்க ஆ கொஞ்சம் கருவேப்பில தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரலான்ண்ணா அங்கே போனால் சுடுகாடு அங்கே தான் சுடுகாடு ஆரம்பிக்குது ஐயய்யோ நான் வரலப்பா இந்த சுடுகாட்டு வழியா பகலில் வர்றதுக்கே அநேகருக்கு என்னது பயம் நல்லா கவனிப்போம் இங்கே வசனத்தில் சுடுகிறார் நான் பரிசுத்த ஸ்தலத்திலேயே பிரவேசிப்பதற்கு என்ன செய்கிறது ரத்தவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் ஜீவனம் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார் உண்டு பண்ணி இருக்கிறார் பிரவேசிப்பதற்கு ஆசிரியப்பு குடாரத்திலே பிரகாரம் பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம் என்கிற மூன்று பிரிவுகள் அடங்கியது ஆசிரிப்பு குடாரம் யார் வேண்டுமானாலும் பிரகாரத்தில் போலாம் வரலாம் போய் பலி செலுத்தி அவன் திரும்பி வரலாம் பரிசுக்குள்ள ஆசாரியன் தவிர வேறு ஒருவனு என்ன செய்ய கூடாது பிரவேசிக்க பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துல ஒரு தடவை தனக்காகவும் ஜனத்திற்காகவும் பாவ நிவாரண பலியாக இரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை தன் கையில எடுத்துக்கொண்டு கால்களிலே விளங்கிடப்பட்டவனாய் சங்கடால் காணப்படுவான் போதே அவனுக்கு என்ன உண்டாயிருக்கும் ஒருவேளை ஏதாயிலும் ஒரு பாவம் செய்திருந்தால் அவன் அங்கே மறித்து போவான் தேவனுடைய பெட்டியை தொடும்படி கை நீட்டினால் பிரவேசிப்பதற்கு எவ்வளவு பிரவேசிப்பதற்கு நமக்கு தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியும் ஜீவனுமான மார்க்கத்தை நினைதான் உண்டு பண்ணி இருக்கிறார் அவர் சிலுவையில தொங்கின தொங்கின கத்தடி வேதம் சொல்லுகிறது பரிசுத்திற்கு மகாபரிசுக்கும் இடையிலே காணப்பட்ட திரைச்சீலை இப்ப யார் வேண்டுமானாலும் மகாபரிசுத்தலத்தில் இருக்கிற அந்த பொருளை என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஏசு சொல்லும் போது நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாமிலே வரான் என்று சொன்னாவிடத்துல சேரும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே கிடைத்ததா இருக்கிறது அந்த பரிசுத்தலத்திலே பிரவேசிப்பதற்கு வசனம் சொல்கிறது அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறபடினாலே நாம் தைரியமாய் எங்கே பிரவேசிக்க கிடவோம் வசனத்தை வாசிப்போமே எபிரே இருக்கோம் நான்காம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கிறார் குறித்து நம்முடைய பலவீனங்களை குறித்து கூடாது பரிதவிக்க கூடாது பிரயாண ஆசாரியர் அமைக்கிறாமல் எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் நம்ம நம்மைப் போல சோதிக்க சோதிக்கப்பட்டு இருக்கிறார் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருமையை அடையவும் தைரியமா போகலாம் அண்டைக்கு போகலாம் அந்த தைரிய எதன் மூலமாய் கிடைத்தது ரத்தின் மூலமாய் கத்துடைய பிள்ளையே தைரியமாய் கிருபாசனத்தி வந்து என்ன செய்யும் இப்பொழுது நமக்கு வேண்டியது ஒரு பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரியரே எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்திருக்கிறார் தைரியமாயவரை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார் இப்பொழுது நாம் யார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாம் சற்றுவேகமாய் போலாம் வெளிப்படுத்தல ஒன்று ஆறு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜா கழு மணி பன்னெண்டே காலாச்சு சோர்ந்து போயிட்டீங்களா பசிக்குதோ சொல்லுங்க வர மாட்டேன் ஆமா நீ ஒருத்தர் மட்டும் அல்ல போட்டு கேட்க விரும்பல எல்லாரும் அல்ல போடுவாங்க பார்த்தா ஒருத்தர் மட்டும் நிலைய போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுவோமா கத்த நம்ம யாராய் மாற்றிருக்கிறார் ராஜாக்களும் மாற்றி இருக்கிறார் எத்தனை பேர் மாற்றப்பட்டு இருக்கீங்க மாறாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க தண்ணி ரெடியா இருக்கு இன்னைக்கே முக்குனா ராஜாக்கள் ஆசாரியர்களும் என்ன செஞ்சிடலாம் மாற்றலாம் நாம் யாராயிருந்தோ பாவியிலும் நீச பாவியாய் காணப்பட்டோ நம்மை தேடி வந்து நம்முடைய ரத்தத்தினாலேயே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான்களாக்கி இப்ப யாராய் மாற்றியிருக்கிறார் ராஜாக்களும் ஆசாரியராய் என்ன உண்டு அதிகாரம் உண்டு சொல்லை அதிகாரப்படுத்தி இருக்கிறார் தேர்வுகளையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஒன்று உங்களை என்ன செய்யாது சேதப்படுத்த அதிகாரமுடையவர்கள் அண்டாய் ஏசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகாரம் பெற்ற தேவ சனங்கள் ராஜாக்களாய் காணப்படுகிறார் ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் கத்தரை எப்பொழுது ஆராதிக்க வேண்டும் கத்தரை ஆராதிக்கிற சனங்கள் நாம் வெட்கப்படுத்த காரியத்துக்குள்ள போவோம் எப்ரேயர் பதிமூன்றாவது பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் எப்ரேயர் பதிமூன்று பனிரெண்டு அந்தபடியே ாலேசுத்தம் செய்த ரத்தினாலே இளங்கால வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தினாலே அல்ல சொந்தத்தினாலே ஒரே தரமாக நல்லா கவனிங்கள சொந்த ரத்தத்தை கொண்டு நம் யாவரையும் என்ன செய்திருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் நாம் அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர் அதிகாரம் ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி பிரஜாதியாரா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற வித்தேதம் உடையவர்களால் விருத்தேதன்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணி புறம்பானவர்களும் வாக்குத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களோ நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவரற்ற இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்தியேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம் யாருக்கு சமீபம் கிறிஸ்தியுக்கு சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் என்ன இல்லாம இருந்துச்சு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற பாருங்க நீங்க கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள் வாக்குத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராயிருந்தோம் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இவலகத்திலே தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் யாருக்குதான் சொந்தம் ரோமருக்கு அது ரோமருக்கு எதி நிற்போம் வாசிப்போமா ஒன்பதாம் அதிக ஆரம் Thank <sniffs> you. மூன்று அவசரத்திலிருந்து வாசம் என் இனத்தார் படி என்ப்பட்டவன சபிக்கப்பட்டவன் ஆக வேண்டும் என்று விரும்புவேனே அவர்கள் இஸ்ரவேலர் அவர்கள் இஸ்ரவேலரேத்திரஸ்வீகாரம் மகிமையும் மகிமையும் உடன்படிக்கைகளும் தேவாராதனையும் வாக்கு அவருடைய அவருடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்த நமக்கு தண்ணி கொடுக்கணும் கூட நம்ம என்ன இல்ல யோக்கியிருந்தோம் ஆனால் அவருடைய ஜனத்தார் அவரை தள்ளிவிட்டபடியினாலே நமக்கு பெரியாக்கியம் கிடைச்சு சொல்லுவோமே இல்லாவிட்ட அந்த நமக்கு இல்லவே இல்லையே இப்ப வாக்குதத்த யாருக்கு சொந்தோ எனக்கு சொந்த பிதா யாருக்கு சொ எனக்கு சொந்த கத்துடைய ஜனமே நன்றாய அறிந்து கொள்வோம் இவருடைய ரத்தினாலே நாம் பிதாவுக்கு சமீபமாய் நாம் வந்திருக்கிறோம் தூரமாயிருந்தோம் என்ன செய்திருக்கிறது சமீபமாய் தைரியமாய் கிருபாசனிக்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது அடுத்த காரியம் நடவடிக்கையின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது அவசரத்தை வாசிப்போம் ஆகையால் உங்களை குறித்தும் சம்பாதித்த மந்தை முழுவதையும் எதப்பட்டிருக்கிற காரியம் நன்றாய் கவனியுங்கள் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தமது இப்ப நாம் யாரா இருக்கிறோம் சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் ஒன்று உண்டு இந்த வசனத்தை சற்று சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன் ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்வோம் சங்கீத காரன் பூர்வத்திலே சம்பாதித்த சபை சபை சபை என்று வாசிப்பு 74 நான்காம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்த வாசிப்பு நீர் நீர் நீர் சம்பாதித்து உமது அப்ப எதிலே சம்பாதித்தார் தம்முடைய சொந்த ரத்தத்தினே சம்பாதித்த சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்தியுக்குள் நாம் அவருடைய சபையா கத்தர் மாற்றி வைத்திருக்கிறார் அதனால்தான் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் பூர்வத்திலே சம்பாதித்த சபை அது எதனாலே சம்பாதிக்கப்பட்டது ரத்தத்தினாலே என்று வசனத்தில் வாசிக்கிறோம் ரத்தத்தினாலே நாம் யாரா இருக்கிறோம் அவருடைய சரீவமாகிய சபையாயிருக்கிறோம் கிறிஸ்து இந்த சபைக்கு யாராயிருக்கிறார் தலையாயிருக்கிற நீங்கள் நானும் யாராயிருக்கிறோம் என்றால் அவயவங்களாய் காணப்படும் ஆகையால் தலை பரிசுத்தம் உள்ளது நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இவருடைய கத்தர் என்ன செய்ய போகிறார் எபிரேயர் ஒன்பதாம் அதிகார பனிரெண்டாவது வசனம் இன்னும் ரெண்டு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஒன்பது பனிரண்டு வெள்ளாட்டு கடா இளங்காலே ஒரேத்து நித்திய மீட்பை நித்திய மீட்பை இலசித்து இருக்கிறார் ரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிறது என்ன நித்திய மீட்பு சொல்லு நித்திய மீட்பு நமக்கு முதலாவது நம்முடைய பாவம் ஆத்ம மீட்பை பெற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொள்ளப் போகிற ஒரு மீட்பு இந்த சரீரம் மீட்கப்படும் அந்த மீட்கப்படும் நாளுக்காகத்தான் நீங்கள் முத்தரையா என்ன செய்திருக்கிறீர்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று கத்தனை வேதம் சொல்லுகிற ஆகையால் இந்த சரீரம் ஒரு நாளிலே மீட்கப்படும் எப்போது மத்திய ஆகாயத்தில் பிரதான தூதுண்டிய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார் இயேசுவானவர் இறங்கி வருவார் அவரு கிறிஸ்துவக்கள் மறித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின் உயிரோடு இருக்கும் நாமும் என்ன செய்வோம் மருவம் ஆக்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கப்பட்டு இனி அப்புறம் எங்க இல்ல நம்ம குடியிருப்பு சரவணம்பட்டியிலும் இல்லை நம்முடைய குடியிருப்பு வீர இல்லை நம்முடைய குடியிருப்பு பிளமேட்டிலும் இல்லை நம்முடைய குடியிருப்பு செகண்ட் பேஸ்லும் இல்ல ஃபர்ஸ்ட் பேஸ்லும் இல்லை நம்முடைய குடியிருப்பு அட்ரஸ் எல்லாம் என்ன செய்யும் மாறிப்போம் சத்தமே இல்லை பாத்தீங்களா எனக்கு தெரியும் என்னது இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லைன்னு சொல்றவங்க சொல்லுங்க பாக்கலாம் மனசொட்டு தொட்டு சொல்லணும் எனக்கு உண்மையாவே வெறுப்பா இருக்கியா அட்ரஸ் மாறினதான் நல்லது பார்த்தீங்களா ஒன்றும் ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேங்கிறாங்க ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறாங்க யா நாங்கள் எத்தனை பாடுபட்டு வீட்டை வாங்கி அதை கட்டி அது எங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாற்றி கீர்த்தி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பார்த்தா அட்ரஸை மாற்ற சொல்றீங்களா சொல்லுங்க போலான நினப்பு இருக்கா இல்லையா இருந்தா கொஞ்சம் போல ஐயோ பத்து பவுன் போயிருமே ஐம்பது பவுன் போயிருமே நான் எத்தனை பட்டு சேலை வாங்கி வீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்கிறேன் அத்தனையும் போயிருமே இப்பதான புதுசான வண்டி வாங்கினேன் இப்பதானே புதுசாக கார் வாங்கினேன் இதெல்லாம் விட்டுட்டு போதா சொல்லுங்க நீங்க பேசவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது உலகத்திலோ உலகத்தில் உள்ளவைகளிலோ ஆனா ஒண்ணு மட்டும் நான் நிச்சயமாய் சொல்கிறேன் நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டீங்கன்னு சரி உங்க அட்ரஸ் மாறத்தான் போங்க என்னது என்னம்மா மேட்டூருக்கு போயிடலாம் சொல்லுங்க அட்ரஸ் அங்க இருக்கட்டியா அங்க போன ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இங்க என்ன காலையில் எழுந்திரிச்சது வாச குட்டணும் வீடு குட்டணும் வீட துடைக்கணும் சமையல் பண்ண பாத்திரத்தையெல்லாம் கழுவி கழுவி வைக்கணும் அடுத்தது சமையலில் செய்யணும் காலையில் டிப்பன் செய்யணும் மத்தியான சாப்பாடு செய்யணும் அது சாப்பாட்டில் ஒரு சாப்பாடு தான் பத்தாது பொரியல் வேணும் கூட்டு வேணும் அப்பளம் வேணும் ஊறுகாய் வேணும் சொல்லுங்க இத்தனை வேலை செய்யணும் எத்தனை எத்தனை பெரிய வயதுக்கு ஒரு ஜான் வயிற்க்கு என்னெல்லாம் கேக்குது இன்னைக்கு என்ன செய்யலாம் பொங்கல் செய்யலாம் பொங்கலுக்கு என்ன செய்யலாம் சட்னியா சாம்பாரா காலையில் எந்திரிச்சதுமே என்னது ஃபைட்டு தான் என்ன செய்யலாம் முதல் பெட் காஃபி வேணும் அடுத்து பொங்கலா இட்லியா தோசையா பூரியா சப்பாத்தியா இத்தனையும் அடுத்து மத்தியானத்துக்கு என்னது சிக்கனா மட்டனா ஆப்ரகாமா பீட்டரா அடுத்த ராத்திரிக்கு அது ராத்திரி கொஞ்சம் லைட்டா படம் சாப்பிடணும் வெள்ளக்கார மாதிரி சாப்பிடணும் நல்ல கவனிங்க நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அல்இழியா சொல்ல மாட்டேங்களே அங்க ஆட்டோட்ட வேண்டியது இல்ல லாரி ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல டெம்போவுக்கு வேலை இல்ல ஒண்ணு நினைக்கிறோம் ஆச்சரியம் யோசித்து பாருங்க இங்கிருந்து டெல்லிக்கு போகணும்னா மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கினா தான் ஏற முடியும் இப்போ டிக்கெட்டு விலை இன்னும் ரெண்டு மணி நாள் கழிச்சா அஞ்சாயிரம் ரூபாயாம் ஏன்டானா சீசன் தொடங்கிடுச்சான் பிள்ளைகளுக்கு இன்னும் லீவு விடலை லீவு விட்டுச்சுன்னா அஞ்சாயிரத்துக்கு மேலே யோசித்து பாருங்கள் அங்கே போனால் அங்கே செக் பண்ணி உள்ளுக்குள்ளே விட்டு ரெண்டு மணிநேரம் அவனை காக்க வச்சு அதுக்கு பிறகு ஃப்ளைட்டில் ஏறும்போது கூடவே போலீஸ்காரை துப்பாக்கி தூக்கிட்டே வர்றான் உள்ளுக்குள்ளே ஏறி உட்காந்து பிறகு எடுத்து அடுத்த ரெண்டு மணி நேரம் பறந்து டெல்லியில் போய் இறங்கி அங்கேருந்து நம்ம பேக்கேஜெல்லாம் ரெடி பண்ணி அடுத்து வெளியே போகிற வரைக்கும் நம்ம உயிர் நம்மகிட்டேயே ஆனால் நான் மருமாக்கப்பட்ட பிறகு நீ நினைச்சே பார்க்க முடியாது டெல்லிக்கு போகணுமா நினச்சா போதும் அடுத்து டெல்லிக்கு போய் உட்காந்துலாம் அவ்வளவு வேகம் ஜெட் பிளைனை விட வேகமாக எங்கேயும் செஞ்சிருவோம் போய் சேர்ந்துருவோம் எவ்வளோ பெரிய சாக்கியம் அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே இதே கேரளாவாக இருந்தால் இந்நேரம் பொங்கி எல்லாம் எந்திரிச்சு நிறுத்தம் பண்ணியிருப்பாங்க டான்ஸே ஆடி இருப்பாங்க இப்படி நான் சொன்னதுக்கு ஓ அதை போல ஒரு ஆனந்தம் வேற எங்கேயுமே இல்லை காலையில நான் குடிச்சுக்கிறேன் அந்த நித்திய மீட்பு கத்தராத நமக்கு இருக்கிறது கடைசி ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசித்து முடிப்போம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கி இருக்கப்பா விசாசை ஜெயிப்பதற்கு கத்த நம்ம கொடுத்திருக்க பெரிய போர் ஆயுதம் அவரின் அவ ரமோ ர என்ன இருக்கிறது எ வார்த்த முடிக்கிறே நிமிஷம் கத்தரை நோக்கி பார்ப்போம் ரத்தத்திலிருக்கு நீங்கள் இப்பொழுது என்ன செய்திருக்கிறீர்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஆபேருடைய ரத்தம் பேசுறதை பார்க்கணும் நன்மையானவர்களை பேசும் ரத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ரத்தம் பாவமரமை கழுவி பரிசுத்தம் செய்தது பாவ மன்னிப்பாகி மீட்பை நமக்கு கொடுத்தது சமாதானத்தை தந்தது தைரியத்தை நமக்கு உண்டாக்கிற்று தேவனுக்கு முன்பதாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆய் நம்முடைய ஜனத்தை அது பரிசுத்தம் செய்தது அவருக்கு சமீபமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் சம்பாதித்தது நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது ஜெயம் எடுக்கும்படியாய் ரத்தம் நமக்கு உதவி செய்திருக்கிறது இப்படிப்பட்ட ரத்தத்திடத்திற்கு நீங்களும் நான் வந்து சேர்ந்திருக்கிற ஒரு நிமிஷம் இல்லை ஆறு வாய்களை திறந்து ஆண்டு வரே இருந்த நாளில் சிறுவையில சிந்தி நம்முடைய ரத்தத்திற்கு ஆக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டு உண்டவரே உமைண்டே உடையத்திற்கு வந்திருக்கிறோம் சோல ரத்திற்கு நேர சாக்கியம் கத்த நமக்கு தந்தபடினால கத்துற ஸ்தோத்திரம் சிக்க நல்ல ஆண்டவரே நல்ல வேலைக்காய் இந்த காலை வழியிலே நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நாமத்தை தொழுது கொள்ள நீரங்களுக்கு பாராட்டின இறக்கங்களுக்கு ஆயுஷ்தோத்தரும் நம்முடைய புண்ணிய இரத்த இந்த காலை வழியில் நாங்கள் வந்து சேர்ந்தோம் என்பத நாங்கள் கேள்விப்படை எங்களுக்கு உதவி செய்தி பாவம் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கினே எங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்தி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் கத்திரங்களை மாற்றி இருக்கிறீர் சபையாயங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டு நேராய் சமயமாய் வர எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் நித்திய மீட்பை எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறீர் விசாசை ஜெயிக்க எங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறீர் தோத்து இருக்கிறோம் கேட்ட வசனத்தை கேட்ட தமிழை பிள்ளைகள் எல்லாரும் எங்களை ஆசீர்வதிப்பீரா சில இடங்களும் ஓடும் நல்ல நாமத்தை நிர்மயப்படுத்தும் ஆசீர்வதியும் பிரச்சகர் நாமத்தில் ஒன்று ஒரு நல்ல பிதாவேன் ஒரு பாடல் பாடுவோம் காணிக்க செலுத்தலாம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பாரிசுத்தமாக்கப்பட்டேன் மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலங்கையின் பிடியில் நின்று If your firețu is when your kiss <Sessly> Your turn η σκέφ Coppatat η σκέφσης η σκέφ factorial η σκέφ assaulted <Sessly> η σκέφ modulus η σκέφ thrown پapat பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டே படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தா பாடைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தா பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் 예수 கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் ரத்தையும்த்தின கழுவ பரிசுத்தமா கபட்டே என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடம் ரத்தம் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம் இருள் நீரைந்த அருள் அருமை போல துணி அணுகி செல்வோ அருள் நீரைந்து இரைய அருணை போல துனிவுடன் அணுகிச் Ratham jayam, Ratham jayam Esu Kristu Vin, Ratham jayam Ratham jayam, Ratham jayam Esu Kristu Vin, Ratham jayam Rathathinale kaluvapattin Parishuntamakabattin Rathathinale kaluvapattin பரிசுத்தமாக்கப்பட்டேக்கப்பட்டே இரு ரத்தியில் நின்றுப்பட்டே இரு ரத்தின் பிடி நின்று போயிரக்கும் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே